வணக்கம் ஐயோபேக் நோமன் கிளைச்சர் ஒரு கெமிக்கல் காம்பவுண்டு நேம் கொடுத்தவுடனே அதோடய ஸ்ட்ரக்சர் போடணும்னு உங்களுக்கு ஆசையாக இருக்கா ஆர் ஸ்ட்ரக்சர் கொடுத்தவுடனே அதோடைய ஐயோபேக் நேமை ஜஸ்ட்டு ஈஸியாக எழுதணுன்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படி இருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு உண்டான வீடியோ ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு எக்ஸ்ப்ளோர் இஸ் ஐயோபேக் நோமன் கிளைச்சரை எப்படி ஈஸியாக படிக்கிறது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி ஈஸியாக ரீப்ரடியூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் பார்க்க போறோம் பாப்பமா நான் எழிலன் இது கெமிஸ்ட்ரி தமிழ் IUPAC நோமன் கிளைச்சருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதை நம்ம எக்ஸ்பிளோர் பண்றதுக்கு முன்னாடி நோமன் கிளச்சருடைய ப்ரீ ரெக்ஸஸ் முன்னாடி உங்களுக்கு தெரிய வேண்டிய சில காரியங்கள் தென் ஏன் IUPAC நோமன் வந்தது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட ஒரு இன்ட்ரட்ஷன் ஸோ இந்த மூணு வீடியோவும் நீங்கள் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணிங்கன்னா இட் வில் பி பெட்டர் ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ஐபேக் நோமன் கிளேச்சரோடைய டெக்னிக்ஸ்குள்ளே என்ட்ராகும் ஸோ பேசிக் டெக்னிக் என்ன அப்படின்னா ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு என்ன அப்படின்னா இந்த நோமன் கிளேச்சருடைய ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் த்ரீ பாக்ஸ் மெத்தர்டு சரிங்களா இது புக்கில் இருக்காது ஸோ என்னெல்லாம் பாக்ஸ் இருக்குது பாருங்கள் ஃபர்ஸ்ட் சென்ட்ரலில் உள்ள பாக்ஸ் root word. முன்னாடி prefix. prefix so, so, thing, hierarchy box root word second, suffix. suffix suffix suffix suffix secondary suffix. suffix suffix suffix suffix நீங்க find out paani. and then then then then only only you have to the the prefix prefix. prefix of the compound. so hierarchy. so hierarchy. first root word primary ஒவ்வொரு பாக்ஸ் ரூல்ஸ் என்ன ரெகுலேஷன் என்ன அதோடைய டிப்ஸ் என்ன ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் சோ என்ன மறக்காதீங்க என்ன மெத்தர்டு 3 பாக்ஸ் மெத்தட் ஸோ ஃபஸ்ட்டு ரூட் வேர்டு ரூட் வேர்டுனா எப்படி ஒரு மரத்துக்கு ரூட்டு இருக்கோ ரூட் இல்லைனா மரம் விழுந்துடும் அப்படி தானே ரூட்டை கட் பண்ணிங்கன்னா மரம் விழுந்துடும் அதே மாதிரி ஒரு கெமிக்கல் காம்பவுண்டுக்கு இந்த ஒரு ஐபேக் நேமுக்கு இந்த ரூட் வேர்டு முக்கியம் அது தான் அதுதான் சஃபிக்ஸையும் ப்ரஃபிக்ஸையும் தாங்குது அதனால அதுக்கு பேர் ரூட் வேர்டு ஸோ அந்த ரூட் வேர்டை ஃபை ஃபைனலைஸ் பண்ணிடணும் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஸோ ஃபிக்ஸ் ப்ரஃபிக்ஸை போட்டுட்டு நம்ம ஈஸியாக ஐ பேட் நேம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ ரூட் வேர்ட் வந்து பேஸ்டான் நல்லா புரிஞ்சுக்கணும் பேஸ்டான் ட்ரிபிள் சி ட்ரிபிள் சி சிசிசி ரூட் வேர்டு எதை வச்சு தான் நான் வச்சுக்கணும் ட்ரிபிள் சி ட்ரிபிள் சியை மறக்காதீங்க ட்ரிபிள் சின்னா என்னென்னா கண்டினியூஸ் கார்பன் செயின் கண்டினியூஸ் கார்பன் செயின் ஒரு காம்பவுண்டில் கண்டினியூஸாக பிரேக் ஆகாமல் கண்டினியூஸாக எத்தனை கார்பன் இருக்கோ அது தான் அந்த நம்பர் தான் இந்த ரூட் வோடுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ கண்டினியூஸ் கார்பன் செயின் நல்லா புரிஞ்சுக்கங்க கண்டினியூஸ் ஸ்ட்ரெயிட் கார்பன் செயின்னு சொல்லலை கண்டினியூஸ் கார்பன் கார்பன் வந்து கண்டினியூஸாக இருக்கணும் பிரேக் ஆகக்கூடாது அடுத்தடுத்து இருக்கணும் எங்கே பிரேக் ஆகுதோ அதோடு அந்த செயின் முடிஞ்சிருச்சுன்னு அறுதம் ஸோ பிரான்சாக கூட இருக்கலாம் சப்போஸ் இதுவும் கண்டினியூஸ் கார்பன் செயின் தான் இதுவும் கண்டினியூஸ் கார்பன் செயின் தான் நல்லா புரிஞ்சிக்கணும் ஸோ இதில் எத்தனை கார்பன் இருக்குது நாலு கார்பன் இதில் 1, 2, 3, 4, 5. அஞ்சு கார்பன் இதில் அஞ்சு கார்பன் இதில் நாலு கார்பன் ஸோ கண்டினியூஸ் கார்பன் செயின் பிரான்ச்டாக கூட இருக்கலாம் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ அந்த மாதிரி இப்போ சப்போஸ் ஒரே ஒரே காம்பவுண்டில் ரெண்டு கண்டினியூஸ் கார்பன் செயின் வித் சேம் கார்பன் இருந்ததுன்னா நம்ம எதை எடுப்போம் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறத ப்ரிஃபர் பண்ணலாம் சேம் கார்பன் இருந்ததுன்னா ஒன்று பிரான்சாகவும் ஒன்று ஸ்ட்ரைட்டாகவும் ஸ்ட்ரைட் லைன்லையும் இருந்ததுன்னா எதில் அதிக கார்பன் இருக்கோ அதுதான் நம்ம ட்ரிபிள் சியை செலக்ட் பண்ணுவோம் அதாவது ரூட் வேர்டுக்கு உண்டான பேஸை செலக்ட் பண்ணுவோம் சப்போஸ் இப்படி இருக்குது ஸோ இதில் இந்த லைனில் பார்த்தீங்கன்னா நாலு கார்பன் இப்படி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இதில் அஞ்சு கார்பன் அப்போ இதில் எந்த எது ரூட் வேர்டாக ரூட் வேர்டுக்கு உண்டான கண்டினியூஸ் கார்பன் செயின் இந்த ட்ரிபிள் சியாக செலக்ட் பண்ணணும்னா ஃபை தான் ஓகே ஸோ இந்த ட்ரிபிள் சியை மறக்கக்கூடாது ஃபஸ்ட்டு thing, ட்ரிபிள் சியை நீங்கள் decide பண்ணிவிட்டு அது எத்தனை கார்பன்றத decide பண்ணும் சப்போஸ் ஒரு கார்பன் தான் அதில் இருக்கு அப்படின்னா root word என்ன அப்படின்னா மெத்து ஸோ ரெண்டு கார்பன் தான் இருக்குதுன்னா எத்து இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் அஞ்சு கார்பன் இருந்தது ஸோ மூணு நாலு அஞ்சு இப்போ எத்தனை கார்பன் இருக்கோ அத்தனை கீவேர்ட்ஸ் வரும் இத நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்கறிஞ்சு பூட் பென்ட் எக்ஸ் ஆக்ட் நான் பின்னாடி clear. ஸோ இந்த கண்டினியூஸ் கார்பன் செயினை நம்ம நம்பர் கொடுக்கணும் செகண்ட் திங் என்னென்னா நம்ம ரூட் வேர்டை டிசைட் பண்ணிட்டோம் மெத்தா எத்தா ப்ரோப்பான்றதா ரூட் வேர்ட் டிசைட் பண்ணிட்டோம் இப்போ சப்போஸ் ஒரு கார்பன் செயினில் ஃபைவ் கார்பன்ஸ் இருக்குது ஃபைவ் கார்பன் இருந்ததுன்னா எத்தனை அது பெண்ட்டு பெண்ட்டுன்றதா நம்மளுடைய ரூட் வேர்டு டிசைட் பண்ணிட்டோம் இப்போது இந்த கார்பன் செயின்னுக்கு நம்ம கண்டினியூஸ் கார்பன் செயினுக்கு நம்பர் கொடுக்கணும் 1, 2, 3, 4, 5 இப்படி கொடுக்கலாமா ஆர் ஒன் டூ த்ரீ 4, 5. இப்படி <clears> கொடுக்கலாம் <throat> <small> From left to right, ரைட் டு லெஃப்டா டிசைட் பண்ண முடியும் நம்பர் ஸோ இதை டிசைட் பண்ணுறது டிபெண்ட்ஸ் அப் ஆன் த சிக்ஸ் இவர் ரெண்டுமே ரைட்டுன்னு தான் நான் சொல்வேன். ரெண்டுமே ரைட்டு அது டிபென்ட்ஸ் அப் ஆன் த சஃபிக்ஸ் இந்த சஃபிக்ஸு இந்த கார்பன் செயின்ல எங்கே அட்டாச் ஆகிருக்கு அப்படின்றத டிபெண்ட் பண்ணி தான் இந்த நம்பரை நீங்கள் கொடுக்கணும் அப்போ என்ன கண்டிஷன் சஃபிக்ஸ் இருக்கு இல்லையா சஃபிக்ஸ் ஆர் செகண்டரி சஃபிக்ஸ் ப்ரைமரி சஃபிக்ஸ் செகண்டரி சஃபிக்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கும்போது புரிஞ்சிடும் ஸோ இந்த ப்ரைமரி சஃபிக்ஸ் செகண்டரி சஃபிக்ஸ்க்கு இந்த மாதிரி நம்பர் கொடுக்கும் பொழுது அந்த சஃபிக்ஸ் எங்கே எத்தனாவது கார்பனில் அட்டாச் ஆகிருக்கோ அந்த கார்பனுக்கு மினிமம் நம்பர் கொடுக்க நே ட்ரை பண்ணணும் இப்படி கொடுத்தா மினிமம் நம்பர் வருதா இப்படி கொடுத்தா மினிமம் நம்பர் வருதான்னு பார்க்கணும் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் ஆர் ரைட் டு லெஃப்ட் சில டாப் டு பாட்டம் ஆர் பாட்டம் டு டாப் கூட இருக்கலாம் பிரான்சாக இருக்கும் பொழுது அப்போது எப்படி குடுத்தா, இந்த சஃபிக்ஸ்க்கு மினிமம் நம்பர் அதாவது 1, 2, 3, 4, 5 இருக்கு இல்லையா அதில் மினிமம் ஒன் கொடுக்க ட்ரை பண்ணணும் இது முடியலையா டூ ஆகுது ஆர் த்ரீ ஆகுது சரி மினிமம் ஆஸ் மினிமம் அஸ் பாசிபிள் நம்பர் கொடுக்க ட்ரை பண்ணணும் ஸோ இதுதான் நம்பரிங் மெத்தட் அப்போ ரூட் ரூட் வேர்டு 3 த்ரீ பாக்ஸ் மெத்தடில் ஃபஸ்ட்டு பாக்ஸ் சென்ட்ரலில் உள்ள பாக்ஸ் ரூட் வேர்டு இந்த ரூட் வேர்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த நம்பர் ஆஃப் கார்பன் இன் த கண்டினியூஸ் கார்பன் செயின் அதை வச்சு இந்த ரூட் வாட் டிசைட் பண்ணிடுவீங்க தென் அந்த கார்பன் கண்டினியூஸ் கார்பன் செயனுக்கு நம்பர் கொடுக்கணும் அந்த நம்பர் மினிமம் இருக்கணும் ரைட் கிளியர் ஓகே இப்போ செகண்ட்ஸ் என்னதுஸ்க்கு போக்குறோம் முன்னாடியே பார்த்தோம் ப்ரைமரி சஃபிக்ஸ் ரெண்டாக வந்து இருக்கு அது என்ன ப்ரைமரி சஃபிக்ஸ் ரொம்ப ஈஸி நம்ப போன வீடியோ ப்ரீ ரிக்ஸ் முன்னாடி தெரிய வேண்டியதில் என்ன பார்த்தோம் சாச்சுரேட்டட் அன்சாச்சுரேட்டட் அப்படின்னு பார்த்தோம் அது எதில் பார்த்தோம் ஹோமோலோகஸ் சீரியஸில் பார்த்தோம் ஆல்கெயின் சிங்கிள் பாண்ட் மட்டும்தான் இருக்கும் அது சேச்சுரேட்டட் சீரியஸ் ஆல்கீன் ஆல்கைன் ஆல்கீனில் டபுள் பாண்ட் இருக்கும் ஆல்கைனில் ட்ரிபிள் பாண்ட் இருக்கும் ஸோ சிங்கிள் பாண்டு மட்டும் இருக்கிறது ஆல்கெய்ன் டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் ஆல்கென் ஆல்கீன் ஆல்கைன் ஹோமோலோகஸ் சீரியஸ் பார்த்தோம் இது தாங்க ப்ரைமரி செஃபிக்ஸ் முடிஞ்சுது ஓகே இப்போது சிங்கிள் பாண்டு மட்டும்தான் இருக்கு, இப்போ இந்த கொடுத்துருக்கிற காம்பவுண்ட் ஆர்கானிக் காம்பவுண்டில் சிங்கிள் பாண்டு மட்டும்தான் இருக்கு அப்படின்னா ப்ரைமரி செஃபிக்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும் தட் இஸ் அது வந்து சேச்சுரேட்டட் கார்பன் காம்பவுண்ட் சேச்சுரேட்டட் ஆர்கானிக் காம்பவுண்டு அப்போது ப்ரைமரி சஃபிக்ஸ் இஸ் நத்திங் பட் சிங்கிள் பாண்ட் இல்லையா அப்போ சிங்கிள் பாண்ட் இருந்ததுன்னா இதை பார்த்தோம் அப்போ a-n-e. நம்ம ஆல்ரெடி ரூட் வேர்டில் ரூட் வேர்ட் டிசைட் பண்ணிட்டோம் சப்போஸ் 1, 2, 3, 4, 4, நாலு கார்பன் இருக்கு நாலு கார்பன் தான் ரூட் வேர்ட் என்னது டிசைட் பண்ணிட்டோம் இப்போ சஃபிக்ஸ்க்கு வந்திருக்கோம் ப்ரைமரி சஃபிக்ஸ் என்னது சிங்கிள் பாண்ட் மட்டும்தான் இருக்குது அப்போ ஏஎன்இன்னு முடியும் அப்போன்டாதீங்க ஒரு டபுள் பாண்ட் இருக்கு டபுள் பாண்ட் இருந்தா முடியும் என்ன ஆயிடும் பாண்ட் இருக்கு ட்ரிபிள் பாண்ட் இருக்கு ஸோ நான் வெறும் கார்பன் செயின் தான் போட்டிருக்கேன் ஒரு கார்பன் வந்து டெட்ராவேலண்ட்டு நாலு இருக்கணும் நான் மேலே இருக்கிற ஹைட்ரஜன் பாண்ட் மற்ற பாண்டெல்லாம் நான் காட்டலை அதெல்லாம் இருக்கணும் சரியா அதெல்லாம் இருக்கணும் ஜஸ்ட் அந்த கார்பன் செயினை மட்டும் கண்டினியூஸ் கார்பன் செயின் மட்டும் எடுத்து உங்களுக்கு புரியறதுக்காக எக்ஸாம்பிளாக போட்டிருக்கேன் ஓகே இப்போ சப்போஸ் ட்ரிபிள் பாண்ட் இருந்ததுன்னா ஒய்என்னு முடியும் அப்போ இந்த காம்பவுண்டோடைய பேர் என்னவாக மாறும் பூட்டைன் பூட்டைன் பாருங்கள் பூட்டைன் பூட்டின் பூட்டைன் முடிஞ்சது ப்ரைமரி சஃபிக்ஸ் ஸ்பீக்ஸ் அபவுட் த அது வந்து சேச்சுரேட்டடா ஆர் அன்சாச்சுரேட்டடா அது அன்சாச்சுரேட்டட்னா அதில் டபுள் பான் இருக்கா ட்ரிபிள் பான் இருக்கா அப்படின்றது மட்டும்தான் பேசும் ஸோ சிங்கிள் பான்னா ஏஎன்னி டபுள் பன்னா இஎன்னி ட்ரிபிள் பன்னா ஒய்என்னு முடியும் அதுதான் பிரைமரி சஃபிக்ஸ் சஃபிக்ஸ்னா என்னது பின்னாடி வர்றது அப்போ ரூட் வேர்டுக்கு இமீடியேட்டாக பின்னாடி வர்றது பிரைமரி சஃபிக்ஸ் அதுக்கடுத்து வர்றது செகண்டரி சஃபிக்ஸ் செகண்டரி சஃபிக்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம் ஸோ ப்ரீ ரிகிட்ஸ் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறதான் போன வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா அதை ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த ஐயப்பாக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஈஸியாக உங்களுக்கு புரியும் ஸோ செகண்ட்ரி சஃபிக்ஸ் எதை பத்தி பேசுது அப்படின்னா ஃபங்க்ஷனல் பத்தி பேசுது நம்ம ஆல்ரெடி அதில் பார்த்தோம் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் எது ஃபங்க்ஷனல் குரூப்ஸு ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்னால் என்ன இப்போது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் என்னவோ அதை வச்சு தான் டோட்டல் காம்பவுண்டே கேரக்டர் மாறும் என்ன ஃபங்க்ஷனல் க்ரூப் இருக்கோ அதோட கேரக்டர் தான் இந்த ஹோல் ஆர்கானிக் காம்பவுண்டே ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம் டென்த்து கிரேடில் வந்து ஒரு மூணுலேருந்து 5 ஃபங்க்ஷனல் குரூப்பு கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க அது எஸ்பெஷலி மூணு ஃபங்க்ஷனல் குரூப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதை ஹேண்டில் பண்ணுவாங்க ஓகே ஸோ நீங்கள் ப்ளஸ் ஒன் கிரேட் போகும்பொழுது இன்னும் ஒரு 10-15 ஃபிஃப்டீன் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் படிப்பீங்க ப்ளஸ் டூ கிரேடு போகும்பொழுது இன்னும் அதிகமான ஃபங்க்ஷன் குரூப்ஸ் படிப்பீங்க நிறைய ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்குது ஓகே இப்போ வட அது ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்ன்னு நம்ம பார்த்துருவோம் சிம்பிளாக பார்த்துருவோம் இப்போ சப்போஸ் ஓஎச் இருந்துதுன்னா ஓஹெச் அட்டாச் ஆகிருந்துன்னா இந்த ரூட் வேர்டு கூட இந்த சிசிசி கண்டினியூஸ் கார்பன் செயின் கூட ஓஹெச் அட்டாச் ஆகிருந்துதுன்னா அது என்ன அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சில் ஹைட்ராக்சி ஆர் ஹைட்ராக்சில் அப்படி அப்படி இது OH அது என்ன அடுத்து செகண்டி சிக்ஸ் ஆகும் ஓகே இப்ப சப்போஸ் சிஹா சிஹெச்ஓ இருந்ததுன்னா இந்த கண்டினியூஸ் கார்பன் செயின் கூட எங்கேயாவது ஏதாவது ஒரு கார்பனில் சிஹெச்ஓ அட்டாச் ஆகிருந்ததுன்னா இது வந்து ஹால்டிகைடு குரூப் ஹால்டி ஹைடு குரூப் ஹால்டிகைடு குரூப்னா செகண்டரிஸ் ஏஎல்ன்னு முடியும் ஓகே சப்போஸ் COOH அட்டாச் ஆகிருந்ததுன்னா இது கார்பாக்சிலிக் ஆசிட் கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் இது இருந்ததுன்னா என்ன முடியும் அப்படின்னா செகண்டரி சஃபிக்ஸ் வந்து என்னன்னு முடியுன்னா ஓயிக் ஆசிட் நல்லா புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ரூட் வேர்டு அப்புறம் ப்ரைமரி சஃபிக்ஸ் அப்புறம் தான் செகண்டரி சஃபிக்ஸ் லைனாக சஃபிக்ஸ்னா பின்னாடி வர்றது இந்த மூணு தான் டென்த் கிரேடில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க இன்னும் ரெண்டு கூட நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் கார்பன் செயின் ஏதாவது ஒரு கார்பன் கூட வந்து சி டபுள் பாண்ட் ஓ இந்த கண்டினியூஸ் கார்பன் செயின் இது இது கூட ஏதாவது டபுள் பாண்ட் ஓ இருந்ததுன்னா அது கீட்டோனிக் குரூப் அப்படி இருந்ததுன்னா காம்பவுண்ட் வந்து ஓஎன்இ முடியும் சரி இப்போ 5th குரூப் என்னது சப்போஸ் இந்த கண்டினியூஸ் கார்பன் சேன் இருக்கு அதுக்கு நடுவில் இப்படி சி பாண்ட் ஆக்சிஜன் சிஓ சி அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்காக்சி அதாவது ஆல்காக்சி குரூப் அதோட இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஈத்தர் ஈத்தர் இது எப்படி இருக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி இது வந்து ஐபேக்கில் வந்து ப்ரெஃபிக்ஸில் தான் சொல்லுவாங்க ஸோ இதான் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் செகண்ட்ரி சஃபிக்ஸ் வந்து ஸ்பீக்ஸ் அபவுட் த ஃபங்க்ஷனல் க்ரூப்ஸ் ஒவ்வொரு எந்தெந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எண்டில் அந்த காம்பவுண்டோடய எண்டில் OH இருந்தால் OL சேரும் CHO இருந்தால் AL சேரும் சிஓஒஎச் இருந்ததுன்னா ஓய் acid சேரும் அப்புறம் குரூப் இருந்தால் தெரியும் ஒன் டூ த்ரீ கார்பன் சிங்கிள் பாண்ட்மே சிங்கிள் பாண்ட் இருக்கு அப்போ சிங்கிள் பாண்ட்னா என்ன வரணும் அப்புறம் OH இருக்குது OH இருந்து அப்போ என்ன அர்த்தம் ஆல்கஹால் நம்ம அறுபடியும் சொல்கிறேன் நான் மற்ற கார்பனுடைய மற்ற பாண்டெல்லாம் இங்கே காட்டில் நான் வெறும் கண்டினியூஸ் கார்பன் செயனை வச்சுட்டு எக்ஸாம்பிளுக்காக இதை நான் போடுறேன் கன் கார்பனுக்கு நாலு வேலன்ஸி டெட்ரா வேலன்ஸிஸ் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகணும் அது காம்பவுண்ட் நம்ம போட்டு எக்ஸாம்பிள் பார்க்கும்பொழுது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் இது இது ஜஸ்ட்டு சிசிசி கார்பன் கண்டினியூஸ் கார்பன் சைனை மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு புரிய வச்சுட்ருக்கேன் ஓஎச் ஓஹெச் இருக்குன்னா என்ன அர்த்தம் அது, அது, அது, அது நான் என்ன போட்டலாமா அப்படின்னா பூட்டனால் பூட்டேன் அப்படின்னு வரும் ஆனால் இங்கிலீஷ்ல நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க வரக்கூடாதுன்றது வெல் நோன் ரூல் இல்லையா அப்போ இங்கே பாருங்கள் ஏவும் ஈயும் ஓவும் அடுத்தடுத்து வருது அப்போ என்ன பண்ணுறது ரெண்டு ஓவல் அடுத்தடுத்து வரக்கூடாது இல்லையா அப்போது இந்த பூட்டேன் ச ப்ரைமரி சஃபிக்ஸில் உள்ள ஏஎன் நீல் உள்ள ஈயை அழிச்சுட்டு அதாவது ஈக்கு பதிலாக எடுத்துட்டு இந்த ஓயலில் போடும் பூட்டை நாள் ஆல்கஹால் காம்பவுண்ட் பாருங்கள் இந்த ஓஎச்சிருக்கிறதுனால டோட்டல் காம்பவுண்டே ஆல்கஹாலாக மாறிடுச்சு ஆல்கஹால் காம்பவுண்டை அது ப்ராப்பர்ட்டி கொடுக்கும் பிஹேவியரை காட்டும் ஸோ அதனாலதான் அது பேர் ஃபங்க்ஷனல் குரூப் அதான் பண்ணுதே அங்கே இருந்து அதனால ஃபங்க்ஷனல் குரூப் சப்போஸ் அடுத்த எக்ஸாம்பிள் இது பாருங்கை இருக்கு இருக்கு ஹால்டிகை குரூப் இங்கே இப்படி இருக்கு ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்னா நம்ம என்னன்னு போன வீடியோவில் இந்த சிஎச்ஓ இப்படியேதான் இந்த சிஎச்ஓ எப்படி இருக்கும் இப்படி ஒரு ஹைட்ரஜனும் டபுள் ஒன் ஓ பாருங்க கார்பனுக்கு நாலு பாண்டு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு வருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்போ இதுதான் CHO இப்படி தான் இருக்கும் அது மாதிரி போன இதில் ஓஎச் பார்த்தோம் இப்படி ஓஹெச் இருக்குன்னா OH ஓஹெச்ச்க்கு வந்து இப்படி இருக்கும் ஸோ OH இதுதான் ஃபங்க்ஷன் குரூப் OH ஓகே ஆக்சிஜனுக்கு ரெண்டு பேலன்ஸு சாட்டிஸ்ஃபைட் சப்போஸ் இந்த ஆல்டிகைட் மட்டும்தான் இருக்குது இது ஆயிடுச்சிடுறேன் இருக்கு அப்போ என்ன சேரணும் ஏஎல் சேரணும் அப்போது ஓஎல்க்கு பதில் Alcohol Aldehyde na Al. Suppose, COOH Apos, COOH COOH Carboxylic Acid. Adha, organic acid. Acid group. Na Oic Acid. Acid Organic Group. Group. Oic So, COOH irindha, Total Compound enna ma acid Functional group. function வந்துரு ஓஐசி ஆசிட் பூட்டநாயிக் ஆசிட் புட்டநாயிக் பூட்டனாயிக் ஆசிட் புரோப்பநாயிக் ஆசிட் பென்சாயிக் ஆசிட் இதெல்லாம் ஐபேக் நேம் ஃபார் சம் ஆஃப் த ஆர்கானிக் ஆசிட்ஸ் அவ்வளோதான் அப்போது ப்ரைமரி சஃபிக்ஸில் சிங்கிள் பான் டபுள் பான் ட்ரிபிள் பான் பொறுத்து பொறுத்து அது வந்து ஏஎன்இா இஎன்இ ஒய்என்இான் decide ஆகும் அதை பின்னாடி வர செகண்டரி சஃபிக்ஸில் வந்து functional group என்ன இருக்கோ அது அதை வச்சு அந்த எக்ஸ்டென்ஷன் டிசைட் ஆகும் இப்போ நிறைய நம்ம கண்டிஷன்ஸ் போகும் சப்போஸ் ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தா என்ன பண்ணுறது ஒரு ஹைட்ராக்ஸி இருந்து ஒரு ஆசிட் இருந்தால் என்ன பண்றது ஹைட்ராக்சியும் இருக்கு கார்பாக்சிலிக் ஆசிடும் இருக்கு இப்போ சப்போஸ் இங்கே பிறகு இங்கே வந்து OH இருக்கு என்ன பண்றது எதை எதை நம்ம டிசைட் பண்ணுவோம் இந்த காம்பவுண்ட் வந்து எப்படி டிசைட் ஆகும் எப்படி வந்து எந்த ஃபங்க்ஷனில் இந்த காம்பவுண்ட் ஆசிடிக்காக ஒர்க் ஆகுமா பிஹேவியர் கொடுக்குமா ஆல்கஹாலிக்காக பிஹேவியர் கொடுக்குமா ஸோ இதெல்லாம் நிறைய கண்டிஷன்ஸ் ஒரே விஷயத்தை நாம் வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தாலும் ரெண்டு ப்ரெஃபிக்ஸ் பார்க்க போறோம் ரெண்டு ஒன்னுக்கு மேற்பட்ட ஒரே விஷயங்கள் இருந்தால் அதுக்கு நம்ம என்னதான் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா எதை அடிப்படையில தான் அதை வந்து ஹேண்டில் பண்ணும் அப்படின்னா நல்லா நாம் வச்சுக்கோங்க ஆல்போபெட்டிக் ஆர்டர் ஆல்போபெட்டிக் ஆர்டர் ஓகே அதனாலதான் இந்த பேர்லாம் ரொம்ப கவனமாக கொடுத்துருக்காங்க ஆல்பெட்டிக் ஆர்டர் இது ஆல்கஹால்ன்னு சொல்லலை ஹைட்ராக்சின்னு ஏன் சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சிஓஹெச்சும் இருந்து ஓஎச்சும் இருந்துன்னா இப்படி சில காம்பவுண்ட்ஸ்லாம் இருக்குது இருந்ததுன்னா எது ஆல்பேட்டிக் ஆடுறபடி வரும் ஃபஸ்ட்டு சி தான் கார்பாக்சிலிக் ஆசிடாக இந்த நேமை மறக்கக்கூடாது நீங்கள் சி தான் கார்பாக்சிலிக் ஆசிட் அப்போது செகண்ட்ரி சஃபிக்ஸ் வந்து கார்பாக்சிலிக் ஆசிடாக தான் இருக்கும் அப்போ இது பூட்டனாயிக் ஆசிட் தான் அப்போ இது இந்த இந்த இந்த போகும் இந்த ப்ரெஃபிக்ஸ் லைனில் வருது ஓகே இப்போ நம்ம ப்ரெஃபிக்ஸ் பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நாம் அந்த ரூட் வேர்ட்லேயே நம்பர் சொன்னாங்க ஸோ நம்பரிங் கொடுக்கணும் ஸோ இப்போ பாருங்க எப்படி நம்பர் கொடுக்கறது 1 2 3 4 கரெக்டா ஆர் 1 2 3 4 லெஃப்ட் டு ரைட் கரெக்டா ரைட் டு லெஃப்ட் கரெக்டா அப்படின்னா இப்போ லெஃப்ட் டு ரைட் கொடுத்தீங்கன்னா மினிமம் நம்பர் இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு வருதா ஒன் வரு அப்போ லெஃப்ட் டு ரைட்டு தான் கரெக்ட் ரைட் டு லெஃப்டுன்னா பாருங்கள் இந்த கார்பன் அந்த ஃபங்க்ஷனல் குரூப் சிஓஒஎஹெச் அட்டாச் ஆகிருக்கிற கார்பனுக்கு ரைட் டு லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா நாலு வந்துருது ஹையஸ்ட் நம்பர் வந்துருது ஸோ அந்த ப்ரொசீஜர் ரைட்டு கிடையாது முன்னாடியே சொன்ன மாதிரி மினிமம் நம்பர் ஆஸ் மினிமம் ஆஸ் பாசிபிள் நமக்கு கொடுக்கணும் அந்த கார்பனுக்கு கண்டினியூஸ் கார்பன் செயினில் எந்த ஃபங்க்ஷனல் குரூப் எந்த கார்பன் செயினில் அட்டாச் ஆகியிருக்கோ அந்த கார்பனுக்கு மினிமம் நம்பர் கொடுக்கணும் ரைட் ஸோ இதான் நம்பரிங் மெத்தர்டு இப்படி நிறைய வரும்பொழுது நிறைய நிறைய கண்டிஷன்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டே இருக்கும்போது இந்த நம்பரிங் எல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் போட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப ஈஸி பட் கரெக்டாக ப்ரொசீஜரெல்லாம் அதை அட்டன் பண்ணிட்டா ஈஸி சிஸ்டமேட்டிக்காக அதை அட்டன் பண்ணிட்டிங்கன்னா ஈஸி அட்டம்ப் பண்ணல அப்படின்னா கஷ்டம் அவ்வளோதான் பட் அட்டம் பண்ணிட்டா ஈஸி டு ரீட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஈஸி டு ஸ்கோர் இயர் மார்க்ஸ் அதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க ஓகே இது இந்த பார்ட் முடிஞ்சது இப்போ ப்ரெஃபிக்ஸுக்கு வரும் ப்ரெஃபிக்ஸில் இதெல்லாம் வரும் ஸோ தேர்ட் பார்ட் ப்ரெஃபிக்ஸ் ஸோ ரூட் வேர்டு ஃபஸ்ட்டு தென் சஃபிக்ஸ் ப்ரெஃபிக்ஸ் ஃபஸ்ட் பாக்ஸ் செகண்ட் பாக்ஸ் தேர்ட் பாக்ஸ் அதனால தான் இதுக்கு பேர் என்னது த்ரீ பாக்ஸ் மெத்தர்டு ஓகே ஸோ ப்ரெஃபிக்ஸில் இதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஃபிக்ஸ்லேயும் சில ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வரும் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு சப்போஸ் இங்கே COOH இருந்தது அதனால நம்ம acid ஆசிட்னு போட்டுட்டோம் சப்போஸ் இங்கே நாலாவது கார்பனில் ஒரு OH இருக்கு இந்த OH இங்கே எப்படி கொண்டு இது வந்து ஆசிடா தான் ட்ரீட் ஆகும் ஆசிடாதான் பிஹேவியர் கொடுக்கும் அப்போ இந்த ஓஎச் இந்த ஃபங்க்ஷனல் குரூப் ரெண்டாவது ஃபங்க்ஷனல் குரூப் எங்கே வந்துடும்னா பிரஃபிக்ஸுக்கு வந்துடும் அப்போ ப்ரெஃபிக்ஸாக வந்ததுன்னா ஓஎல் சேர்க்க முடியாது செகண்ட்ரி கார்பன்ல அட்டாச் கார்பன்ல அட்டாச் பூட்டன் பூட்டன் ஒன் ஆயி ஓயிக் ஆசிட் இந்த ஒன் வந்து இங்கே கொடுக்கலாம் இந்த அட்டாச் ஆகிருக்கு இங்கேயும் பூட்டன் ஆகி முன்னாடியே ஒன் போடலாம் ஆர் ஓயிக் ஆசிட்க்கு முன்னாடி 1 போடலாம் குரூப்ஸ் வரும் சில பங்கல் குரூப் நம்ம என்னென்னு பார்க்கும்போது ஈத்தர் பார்த்தோம் இல்லையா அல்காக்சி மீதாக்சி ஈதாக்சி அப்படின்னு சொல்லி வரும் பட் வந்து வரும் வரும் வரும் அது ஒரு இப்போ மீ தேனில் ஒரு ஹைட்ரஜன் போச்சுன்னா மெத்தில் அப்புறம் செகண்டு காம்பவுண்ட் வந்து C2H6 டூ இது C2H5 எத்தில் இப்படி போயிட்டே இருக்கும் இதை எப்படி கூட எழுதலாம் எப்படி அட்டாச் ஆகும்னா நிறைய நேரத்தில் இந்த C2H6 வந்து சிஹெச் த்ரீ இப்படி இருக்கும் அப்போ இங்கே எத்திலாக எழுதும்போது சிஹெச் த்ரீ எத்தில். எத்தில். இது இது இது சோ, CH3 CH2 இருக்கு. வந்து வெறும் போச்சுன்னா அது பென்சைல் குரூப் ஆர் அரைல் குரூப் ஏஆர் ஒய்எல் அரைல் குரூப் இப்படி நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கிரேடில் நம்ம அடுத்தடுத்து வீடியோஸில் பார்க்க போகிறோம் ஓகே இப்போதைக்கு நமக்கு ப்ரெஃபிக்ஸில் வர்றது வந்து ஆல்கைல் குரூப் ஓகே கேபிட்டல் ஆர் மறக்க வேண்டாம் எங்கெல்லாம் ஆர் வருதோ அது வந்து ஆல்கைலாக இருக்கலாம் ஆர் அரைலாக இருக்கலாம் ஆர் அலைலாக இருக்கலாம் ஓகே சரி அவ்ள தான அப்படினா இன்னும் ஒண்ணே ஒன்னு இருக்கு நம்ம அந்த periodic table ல ரொம்ப ஒரு ஸ்பெஷல் குரூப்பா பார்ப்போம் நோபல் แกஸ்க்கு முன்னாடி உள்ள ஒரு குரூப் என்ன குரூப் ஹாலஜன்ஸ் சரியா ஹாலஜன்ஸ் எப்பவுமே ஆர்கானிக் कंपाउंडல prefix ஆ தான் வரும் ஹாலஜன்ஸ் இதெல்லாம் ஹாலஜன்ஸ் fluorine chlorine bromine iodine அயோடோ புரோமோ குளோரோ 플ுரோ இப்படி தான் இந்த டம் தான் யூஸ் பண்ணுவாங்க சோ என்ன வரும் இந்த சொல்வாங்க? சொல்வாங்க. எப்படி செகண்டரிஸ் விட்டு போன அதாவது ஈத்தர் அப்புறம் ஹாலோஜன்ஸ் அப்புறம் ஆல்கை ஆர் ஓகே ஸோ இதெல்லாம் தான் ப்ரெஃபிக்ஸாக வரும் ரொம்ப சிம்பிள் நாலே நாலு தான் ஞாபகம் 10th டென்த் கிரேடில் இந்த ஈத்தர் வராது ஈத்தர் கொண்டு வர மாட்டாங்க ஸோ இந்த நம்ம மூணு ஃபங்க்ஷனல் குரூப் தானோ பார்க்கற கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் ஓஹெச் சிஹெச்ஓ சிஓஒஎஹெச் ஓஹெச்னால் ஆல்கஹால் சிஹெச்ஓனா ஆல்டிகைட் சிஓஒஹெச்னால் கார்பாக்சிலிக் ஆசிட் சோ அது தவிர இது இந்த ஈத்தர் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க டென்த் கிரேட் வரைக்கும் இதை பார்க்கணும் விட்டு போனூப் மெத்தில் குரூப் குரூப்ஸ் இதுதான் வரும் ரெண்டு பங்குஷனல் குரூப் இருந்தா எது வந்து சபிக்ஸா போகும் செகண்டரி சஃபிக்ஸா போகுதுன்னா அல்பாபெட்டிக் ஆர்டர் படி தான் டிசைட் பண்ணணும் எது முன்னாடி வருதோ அதுதான் செகண்டரி சபிக்ஸ் மீதி இருக்கிற இன்னொரு பங்க்ஷனல் குரூப்ஸ்ல வந்துடும் prefix ல வந்திருச்சுனா அதுக்கு நேமேவே வர. ஓகே இப்ப பாருங்க இங்க இது கார்பாக்சிலிக் acid இது ஹைட்ராக்சி அப்ப C தான் first. ஃபங்க் ஆல்பாபெடிக் ஆர்டர்ல C தான் first. அப்போ இந்த கார்பாக்சிலிக் acid தான் செகண்டரி suffix. சோ பியூட்டானாயிக் acid போடு. அப்ப இந்த OH என்ன பண்ணே? இந்த OH நேம்ல வரணும்ல. அதான் prefix-ஆ வந்துரும். அப்போ prefix OH இருந்தா என்னன்னு சொன்னே? OH இருந்தா அதோட நேம் என்ன? ஃபங்ஷனல் குரூப் நேம் என்ன? ஹைட்ராக்சில் குரூப். ட்ரிவியல் நேம் தான் ஆல்கஹால். ஸோ ஹைட்ராக்ஸி ஐயோ பார்க்கல ஹைட்ராக்சில் குரூப் அப்போ அந்த ஹைட்ராக்சின் தான் நம்ம ப்ரெஃபிக்ஸில் ப்ரொனன்ஸ் பண்ணணும் அப்போது இதோட நேம் என்னன்னா ஹைட்ராக்சி வந்து ப்ரெஃபிக்ஸில் வந்துரும் அதாவது முன்னாடி வந்துரும் அப்போது எத்தனா கார்பன் இருக்கு? ஃபோர்த் கார்பனில் இருக்கு இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் இது ரைட்டு அப்போ ஃபர்ஸ்ட் கார்பனில் ஓய் acid கார்பாக்சிலிக் ஆசிடும் ஃபோர்த் கார்பனில் ஓஎச்சும் அட்டாச் ஆகிடுது அப்போ ஃபோர் 4 4 ஒரு மறுபடிய ஒரு ஐபன் ஒரு <tapartic> <tapartic> நம்பர் ஒன்னில் அட்டாச் ஆகிருந்ததுன்னா நம்ம நார்மலாக சொல்ல மாட்டோம் அப்படியே எழுத்துவோம் இப்போ நாலாவது கார்பனில் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் குரூப் இருந்ததுன்னா அது நாலுன்றதை நீங்கள் சொல்லணும் அது ஃபோர்த்து கார்பது பேர் தான் ஐசோமர் நாலாவது கார்பனில் அட்டாச் ஆகிருக்கலாம் தேர்ட் கார்பனில் அட்டாச் ஆகிருக்கலாம் ஸோ வி மஸ்ட் இண்டிகேட் த பொசிஷன் பொசிஷன் இஸ் மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் ஓகே இன்னொரு ஒரு தம்பரூல் என்ன வச்சுக்கோங்க ஐயோபேக் நேம் எழுதும்போது எங்கேயும் ஸ்பேஸு விடக்கூடாது ஸ்பேஸே இருக்கக்கூடாது ஓகே இந்த இடத்துல தவிர இந்த ஆசிட்னு பிரியுது பார்த்திங்களா இந்த பூட்டநாயிக் ஆசிட் இந்த இடம் மட்டும்தான் ஸ்பேஸ் வரும் இந்த மற்றபடி எங்கேயுமே வராது இப்போ பாருங்கள் ஃபோர் அப்போ ஸ்பேஸ் வராமல் என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த நம்பரையும் ஆல்பபேட்டையும் பிரிக்கிறது ஒரு ஐஃபன் மறுபடியும் நம்பர் வந்ததுன்னா ஒரு ஐஃபன் இந்த ஐஃபன் தான் ஒரு 4, 4, 1, 1, acid. இந்த முன்னாடியும் போடலாம். என்ன நடுவில்்சி ஒன்லி பூட்டேன் ஒரு ஐபன் ஒன் மறுபடியும் உங்களுக்கு என்னெல்லாம் பாண்டு மட்டும்தான் இருக்குது அப்போது ஃபர்ஸ்ட்டு கார்பனில் கார்பாக்சிலிக் ஆசைட் அட்டாச் ஆயிருக்கு முடிஞ்சுது புரிஞ்சிடுச்சு அப்போ இந்த நேமை வச்சே நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவையும் போட்டுடலாம் அப்போது ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா கொடுத்தா ஐபேக் நேமையும் ஐபேக் நேம் கொடுத்தா ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவையும் ஈஸியாக போட்டுடலாம் ஒய்ஸ் வர்ஸாக எப்படி வேணாலும் கேட்பாங்க உங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து மாஸ்டர் ஆகணுனாலும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நல்லா தெரிஞ்சுருக்கணும் ஓகே இப்போது இந்த ப்ரெஃபிக்ஸில் ஓஹெச் ஒரு ரெண்டாவது ஃபங்க்ஷனல் குரூப் வந்தால் ப்ரெஃபிக்ஸில் வந்துடுதுன்னு பார்த்தோம் நம்ம அதனால தான் பார்த்தோம் ஃபோர் ஹைட்ராக்சி பூட்டன் ஒன் ஓ இசிட் இப்போ அடுத்த ப்ரெஃபிக்ஸ்லாம் இருந்துன்னா எப்படி அட்டம் பண்ணுறது ஆல்கைல் குரூப் இருந்துதுன்னா என்ன பண்ணேன் சப்போஸ் இங்கே பாருங்கள் ஒரு இங்கே ஒரு சிஹெச் த்ரீ இருக்குது CH3 methyl, methyl methyl methane-1 alkane-1 hydrogen hydrogen ஒன்ஜன்ஸ் ஒன் ஹைட்ரஜன் எப்போவுமே என்ன தான் இருக்கு பூட்டநாயிக் acid, பூட்டேன் ஒன் ஓயிக் acid, அவ்வளோதாங்க சப்போஸ் இதை எப்படி கூட எழுதலாம் அப்படின்னா இந்த ஒன்று இந்த ஃபஸ்ட் கார்பன்ல இங்கே அட்டாச் ஆயிருக்கல அதை முன்னாடி கூட போடலாம் ஒன் பூட்டனாயிக் ஆசிட் இந்த காம்பவுண்ட் வந்து எழுதுறதுக்காக இப்படி கூட போடலாம் அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிடன்னா ஒன் பூட்டனாயிக் ஆசிட்னா ஃபங்க்ஷனல் குரூப் அது எங்கே அட்டாச் ஆயிருக்குன்னா ஃபஸ்ட் கார்பன்ல அட்டாச் ஆயிருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபோர் மெத்தில் ஒன் பூட்டன் ஆகி கேச எங்கேயாவது ஸ்பேஸ் இருக்கா பார்த்தீங்களா ஸ்பேஸே இருக்காது ஸோ அந்த நம்பரையும் ஆல்பாபேட்டையும் பிரிக்கிறது ஐஃபன் தான் பிரிக்கும் அங்கேயும் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது ஸோ இது methyl group வந்தா. சப்போஸ் ஹேலஜன்ஸ் வருது இப்போ பாருங்க ஹேலஜன்ஸ் வருது சப்போஸ் இந்த இடத்துல ஒரு குளோரின் வருது அந்த இடத்துலயே குளோரின் ஒன்று போடுறேன் அதே மெத்தில்க்கு பதில் என்ன ஆகிடும் இங்கே ஃபோர் குளோரோ சிஹெச்எல்ஓ ஆர்ஓ ஃபஸ்ட் கார்பனில் கார்பாக்சிலிக் acid, அதை பூட்டனாயிக் acid, ஒன் பூட்டனாயிக் ஆசிட் சிம்பிள் ஸோ சப்போஸ் இப்போ இங்கே ஒரு இன்னொரு கண்டிஷன் ரெண்டு அலஜென்ஸ் இருந்தால் என்ன பண்ணு இப்போது ஃபோர்த் கார்பனில் ஃபோர்த்து கார்பனில் வந்து குளோரின் ஆல்ரெடி இருக்குது தேர்ட் கார்பனில் ஒரு ஃப்ளூரின் இருக்குது F இருக்கு, என்ன பண்ணுறது ஃப்ளூரின் இருக்கு, குளோரின் இருக்கு, ஃப்ளூரின் இருக்கு, ரெண்டுமே இருக்கு, அப்போது ஃபோர் குளோரோ த்ரீ ஃப்ளூரோ அப்படி சொல்லாமா ஆர் த்ரீ ஃப்ளூரோ 4 குளோரோ சொல்லலாமா சார் முன்னாடி சொன்ன தம்பருல் தான் ஆல்ஃபோபெட்டிக் ஆர்டர் ஸோ அல்ஃபோபெட்டிக் ஆர்டரில் குளோரின் சி ஃபஸ்ட்டு வருமா எஃப் ஃப்ளூரின் ஃபஸ்ட்டு வருமா குளோரின் தான் ஃபஸ்ட்டு வரும் அதனால் ஃபஸ்ட்டு குளோரீனை அதுக்கு அதுக்கப்புறம் தான் ஃப்ளூரீனை சொல்லணும் அப்போ எப்படி வரும் நேமு அதோடய நேம் எப்படி வரும் 4 குளோரோ ஐஃபன் தேர்ட் கார்பனில் ஃப்ளூரின் த்ரீ ஃப்ளூரோ ஐஃபன் ஒன் புட்டனாயிக் ஆசிட் முடிஞ்சதுங்க ரொம்ப சிம்பிள் போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டால் மாஸ்டர் ஆகிடுவீங்க ஒன்லி திங் இந்த பேசிக்ஸ் செட் ஆஃப் ரூல்ஸாக நான் போய் வச்சுக்கோங்க ஸோ இந்த த்ரீ பாக்ஸ் மெத்தர்டு நான் போய் வச்சுக்கோங்க ரோட் வேர்டுனா ட்ரிபிள் சி கண்டினியூஸ் கார்பன் செயின் லாங்கஸ்ட்டு கண்டினியூஸ் கார்பன் செயின் நான் போய் வச்சுக்கேங்க ப்ரெஃபிக்ஸ்னா சஃபிக்ஸ்னா ரெண்டு சஃபிக்ஸ் பிரைமரி செகண்டரி சஃபிக்ஸ் ப்ரெஃபிக்ஸ்னா இந்த நாலே நாலு தான் வரும் ஃபங்க்ஷனல் குரூப் சில ஃபங்க்ஷனல் குரூப் ஒரு சில ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் தான் ரெண்டு இருந்துதுன்னா மூணு இருந்துன்னா இங்கே வந்துடும் அப்புறம் ஈத்தர் அப்புறம் ரெண்டு ஒன்னுக்கு மேல இருந்ததுன்னா எதுவுமே பிரைமரி செபிக்ஸ் இருக்குங்களா செகண்டரி செபிக்ஸ் தான் கம்மி நம்பர் கொடுக்கணும் ஓகே ஸோ திஸ் ஆலை போட்டு ஐபேக் நோமன் கிளேச்சர் பேசிக்ஸ் தான் நல்லா ராபி வச்சுக்கோங்க இது basics தான் நம்ம இன்னும் நிறைய ஃபங்க்ஷனல் குரூப்ஸை போட்டு பார்க்க போ பார்த்து பார்த்து நம்ம அந்த ஐபேக் நம்ம எழுதி ப்ராக்டிஸ் பண்ணலாம் இன்னும் அடுத்தடுத்த கிரேடுக்கு உண்டான நிறைய functional groups, நம்ம இன்கல்கேட் பண்ண போகிறோம் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அடுத்தடுத்த வீடியோஸில் இமீடியட்டாக வரப்போகுது ப்ளஸ் ஒன் க்ரேடுக்கு உண்டான இன்னும் நிறைய ஃபங்க்ஷனல் க்ரூப்ஸ் இன்னும் நிறைய கண்டிஷன்ஸ் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதை விட முக்கியம் நிறைய அடுத்த வீடியோவில் இம்மீடியட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நிறைய காம்பவுண்ட்ஸை எடுத்து இந்த ரூல்ஸ் இந்த பேசிக் ரூல்ஸ் உள்ளே அப்ளை பண்ணி காம்பவுண்ட் எழுத போகிறோம் ஐயப்பேக் நேம் எழுத போகிறோம் அப்புறம் ஐயப்பாக்கை நேமை எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் வந்து வரைய போகிறோம் இதா ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாக எழுதப்படும் ஸோ ரெண்டுத்தையுமே எழுதி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ கரெக்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ என்ன பண்ணணும் நீங்கள் வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபெலோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ எதுவும் கமெண்ட் இருந்ததுன்னா அடுத்து எழுத அட்டன் பண்ணணும் இல்ல இதில் உள்ள குறை என்ன இல்லை இதில் எனக்கு சரியா இந்த விஷயம் புரியல கமெண்ட்டு இல்ல அடுத்த வீடியோ என்ன போடணும் அப்படின்ற ஒரு கமெண்ட்டையும் பாஸ் பண்ணுங்கள் டெஃபினட்டாக உங்கள் கமெண்ட் வில் ஸ்ட்ரென்தன் அஸ் ஓகே ஸோ ஷேர் பண்ணுங்கள் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ ஓன்ட் மிஸ் அவர் ஃப்யூச்சர் வீடியோஸ் தேங்க்யூ வெரி மச் டேக் கேர்